hi friends, இல்லை நம்ம பென் டிரைவு இல்லாமல் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்து கார்ப்ரேட்ஸ் அதாவது மோர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுற கார்ப்ரேட்ஸ் கம்பெனிஸ்லாம் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒன் தௌசண்ட் சிஸ்டம்ஸுக்கும் நீங்கள் பென் போய் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால் அவங்க வந்து ஒரு சிஸ்டமில் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ் விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க அதை ஒரு சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓஎஸ் இமேஜாக அந்த சிஸ்டமில் லோட் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் நெட்ஒர்க்கில் வந்து எந்த சிஸ்டமில் வேணுமோ அந்த சிஸ்டமில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட கான்செப்டு நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறத வந்தால் நீங்கள் பென் ட்ரைவ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடு நீங்கள் ஒரு லேப்டாப் ஷாப் இல்லைனா சிஸ்டம் சர்வீஸ் ஷாப் வச்சுருந்தீங்க அவங்களுக்கு டெய்லி ஒன் ஆர் சிஸ்டம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இது அவங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஒன் டைம் நீங்கள் இந்த சர்வீஸை டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டைம் வேணுன்னா நீங்கள் ஈஸியாக ஓய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஓய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி மறக்காமல் டேட்டா பேக்கப் எடுத்துக்கோங்க சி ட்ரைவ் மினிமம் சி டிரைவ் மட்டுமோது நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும் டெஸ்க்டாப் அப்புறம் மை டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸெல்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க ஏன்னா சீ ட்ரைவ் கண்டிப்பாக ஃபார்மேட் ஆகிடும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா நீங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஓயஸ் இன்ஸ்டால் பண்ணப்புறம் டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு லேண்ட் ட்ரைவர் கூட இருக்காது உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடியாது அப்புறம் அவங்களும் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமப்படுவீங்க நீங்கள் அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்கப் வச்சுக்கிறது நல்லது லிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற செர்வர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு செர்வான்னு இருக்கும் அந்த செர்வா சிக்ஸ்டி ஃபோர்னு தேர்ட்டி அந்த ஐக்கானை அவன் கிளிக் பண்ணுங்க இந்தமாதிரி ஒரு செவன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷனை இதில் பார்த்தீங்கன்னா மேலே மெனு எதுவுமே இருக்காது மேலே செர்வா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே அவனுக்கு மெனு ஓப்பன் ஆகும் அதில் வந்து நமக்கு தேவையான ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் டிஎஃப்டிபி அந்த ஆப்ஷனு டிஎப்டிபி எனேபிள் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு எம்டி ஃபோல்டர் எந்த டிரைவில் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குதோ அந்த டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க எம்டி ஃபோல்டர் நான் வந்து ஓஎஸ்னு ஒரு ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன் அந்த ஃபோல்டர் உள்ளாடி தான் வந்து ஓஎஸ் ஃபைல்ஸை காப்பி பண்ண போகிறோம் ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற டிரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் செகண்டு டிஹெச்சிபி டிஎச்சிபி ஆப்ஷன் வந்து உங்கள் சிஸ்டம் ஐபி அட்ரஸ் கொடுக்கறக்காக யூஸ் பண்ணுறோம் இதை வந்து ராக்ஸி டிஎஸ்சிபி அப்புறம் பிஐஎன்எல் இந்த ரெண்டு டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அப்புறம் ஒன் டைம் இந்த சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க ரீஸ்டார்ட் பண்ணாத செட்டிங்ஸ் என்ன சேவ் ஆகும் மெசேஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக நாலு ஃபோல்டர்ஸ் கிரியேட்டாக இருக்கும் நீங்கள் அந்த எம்டி ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அந்த எம்டி ஃபோல்டர் உள்ளாடி இப்போ புதுசாக நாலு ஃபோல்டர்ஸ் கிரியேட்டாக இருக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து டபுள்யூடிஎஸ் விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இந்த ஃபோல்ட்ரு மட்டும் நமக்கு தேவை மீதி எதுவும் தேவையில்லை டபிள்யூஐஏ டப்ளியூடிஎஸ் இந்த ஃபோல்டருக்கு உள்ளாடி இந்த ஃபோல்டரு உள்ளாடி நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ் டென்னுங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இது நீங்கள் ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது வித் அவுட் ஸ்பேஸ் டைப் பண்ணணும் ஃபோல்டர் நேம்மை விண்டோஸ் டென் ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது க்ரியேட் பண்ண அப்புறம் விண்டோஸ் இமேஜ் ஓஎஸ் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் வந்து இந்த விண்டோஸ் டென் உள்ளாடி कापी ये कट पड़ी वो विंडोजर इलामेज प्लेस पड़ेंगे अब स्टाट पड़ो அது எக்ஸ்ட்ராட் ஆனப்புறம் ஒன் டைம் சாஃப்ட்வேர் செர்வர் சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் வந்து இன்ஜெக்ட் ஆகிடுச்சு இந்த செர்வர் சாஃப்ட்வேர் செர்வர் சாஃப்ட்வேர் விளையாடி விண்டோஸ் டென் இன்ஜெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஃபோல்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் ஆகிருக்கும் இந்த விண்டோஸ் டென் உள்ளாடி OEM செர்வா அந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும் இந்த ஓஇஎம் உள்ளாடி நீங்க வந்து நெட்ஒர்க் டிரைவர்ஸை பிளேஸ் பண்ணணும் எந்த சிஸ்டம் OS இன்ஸ்டால் பண்ணுறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல் லேப்டாப்பு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த டெல் லேப்டாப் பர்டிகுலர் மாடலோட நெட்ஒர்க் டிரைவர் லேண்ட் ட்ரைவர் லேன் டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டைட் பண்ணி வச்சுருக்கிறேன் முக்கியமாக இதில் டிரைவர் ஃபைல் அதாவது INI ஃபைல்னு சொல்லுவாங்க டிரைவர் ஃபைல்ஸ் எடுக்கணும் இல்லை கண்டிப்பாக காபி பண்ணிவிட்டு டபிள்யூடிஎஸ் விண்டோஸ் டென் boot oem சாரி ஓஇஎம் பூட் அது விளையாடி என்ஐசி என்ஐசி நான் இது வந்து நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் என்ஐசி விளையாடி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஒன் மோர் டைம் அந்த செர்வா சாப்பிட ரீஸ்டார்ட் பண்ணணும் ஸெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் ஆட் ஆகிடுச்சு டிரைவர் பயிற்சி எல்லாம் அப்புறம் இந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணிக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணாதே இந்த ஃபோல்டர் ரிமோட் அன்னைக்கு அக்சஸ் பண்ண முடியும் ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் ஷேரிங்கில் போயிட்டு அதில் ஷேர் இல்லைன்னா நீங்க ஷேர் அந்த டிக் ஷேர் தீஸ் போல்டர்லேயே டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சாரி டிக் பண்ணிவிட்டு விஆர் டப்ளியூடிஎஸ் அண்டர் ஸ்கோர் ஷேர் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணணும் ஷேர் ஐடி சேர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஃபயர் வால் ஆஃப் பண்ணியிருக்கணும் சில சிஸ்டமில் ஃபயர் வால் ஆன்ல இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஷேரிங்கில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அதனால் நீங்கள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது ஃபயர்வலில் போய்ட்டு டேர்ன் ஆஃப் டிஃபெண்டர் ஃபயர்வால் இல்லைன்னா டேர்ன் ஆஃப் ஃபயர்வால் கொடுத்து வாங்க ஃபயர்வால் ஆஃப் ஆகிடுவாங்க இப்போ நீங்கள் ஒன் டைம் செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் தடவை வேணுன்னா கூட நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த செர்வர் சிஸ்டம் அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இந்த சிஸ்டம்லேருந்து லேண்ட் கேபிளை வச்சு என்ன சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டூ த்ரீ சிஸ்டம் அட்டை டைமில் ஒஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணால கூட ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்குவோம் நெட்வொர்க் சுவிச் யூஸ் பண்ணிக்கோங்க நெட்ஒர்க் சுவிட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர் சிஸ்டம்ஸ் அட்ட டைமில் எயிட் ஃபோர் யூஸ் பண்ணீங்கன்னா செவன் சிஸ்டம்ஸ் மேக்ஸிமம் அட்ட டைமில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ கிளைண்ட் சிஸ்டம் பூட் பண்ணும்போது எந்த சிஸ்டமில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த சிஸ்டம் பூட் பண்ணும்போது ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு ஸ்பெஷல் பட்டன் இருக்கும் டெம்பரரி பூட் ஆப்ஷனுக்கு மேக்சிமம் டெல் லைனோவாக்கெல்லாம் எஃப் இருக்கும் ஹெச்பி சிஸ்டம்ஸுக்கு எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிஸ்டம் என்னென்ன பட்டன் சரினா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் வீடியோ லா லாஸ்ட்டில் அந்த லிஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டெம்பரரி பூட் மேனும் வந்து எஃப்டெல் ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இதில் நீங்கள் நெட்ஒர்க் பூட் நெட்ஒர்க் பூட் இல்லைனா என்ஐசின்னு சொல்லி வரும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த நெட்ஒர்க் பூட் ஃப்ரம் இன்டெல் அந்த மாதிரி வந்து இந்த லேன் அடாப்டரோட ப்ராண்ட் நேமு மாடலு ப்ராண்ட் நேம் மின்டல் அண்ட் மாடல் இ ஒன் தௌசண்ட் சொல்லி இருக்குது இப்போ நான் அதை பூட் பண்ணுறேன் இந்த மாதிரி வரும் லெஃப்ட் சைடில் இருக்கற வந்து கிளைண்ட் மிஷினில் ரைட் சைடு வந்து செர்வர் நான் ஸ்க்ரீனை split பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுனாக இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் ப்ரோ சிக்ஸ்டி ஃபோர் விண்டோஸ் டென் மட்டும்தான் காட்டுது ஏன்னால் நான் விண்டோஸ் டென் மட்டுந்தான் அதில் டபுள் டிஎஸ் ஃபோட்டோரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு மல்டிபிள் இமேஜஸ் வேணுன்னா விண்டோஸ் டென் விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் அந்தமாதிரி 3 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி உள்ளாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு இது கீழே இன்னொரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் விண்டோஸ் டென் விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் மூணு ஆப்ஷன்ஸ் வந்துடும் நீங்கள் எதை வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ நான் விண்டோஸ் டென் மட்டுந்தான் எக்ஸ்ட்ரா அட் பண்ணிக்கிறீனால விண்டோஸ் டென் மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் காட்டுது செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண இந்த மாதிரி ஏஜிஸ் லோட் ஆகும் அப்புறம் அது உங்களுக்கு ஒரு ஷேர் ஷேர் பார்த்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் இதுவும் எதுவும் இல்லை உங்கள் செர்வர் சிஸ்டம் இந்த செர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அந்த சிஸ்டமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் என்னோடய யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து என்னோடய பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணி கனெக்ட் கொடுக்குறேன் பாஸ்வேர்டு வெரிஃபை அப்புறம் உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறம் நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க வந்து டவுன்லோட் யூசிங் பெஸ்ட் ஆப் ஆப்ஷன் இருக்கும் அந்த டிக்கை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க பை டிஃபால்ட்டாக டிக்காக இருக்கும் அந்த டிக்கை எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க டிக்கை எடுத்துவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா ஒரு பாப்பப் வரும் அளவு டவுன்லோடின் ப்ரௌசர் சொல்லிட்டு அதை அளவு கொடுத்துக்கோங்க டவுன்லோட் போய் நாங்களும் சேவ் வாங்கிடுவோம் இன்னும் நிறைய கிராக் சாஃப்ட்வேர் டுட்டோரியல்ஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு உங்கள் இன்பாக்சுக்கு டைரக்டாக வந்துரும். தேங்க் யூ